அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க ஏனைக்கு நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்திக்கு அதாவது நாளை வந்து விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு இருபத்தி இலைகளை கொண்டு எப்படி அர்ச்சனை செய்வது அப்படின்னு பார்க்கலாம் அந்த இருபத்தி இலைகளுக்கு உண்டான பலன்களையும் இப்போ நம்ம பார்க்க போறோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு இலைய நான் சொல்றேன் அதற்குண்டான பலன்களும் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க முல்லை இலை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முல்லை இலை அதற்குண்டான பலன்கள் அறம் வளரும் அடுத்தது கரிசலாங்கண்ணி இலை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான பொருள்களும் வந்து சேரும் இன்பம் பெருகும் அருகம்புல் அனைத்து சுப கிடைக்கும் இழந்த இலை கல்வியில் மேன்மை அடையும் அடைவீர்கள் ஊமத்தை இலை பெருந்தன்மை கை கைவரப்பெறும் பெருந்தன்மை மையா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஊமத்த இலைக்கு வன்னி இலை பூவிலோக வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய முகப்புலைவும் அழகு கூடும் கண்டங்கத்திரி இலை வீரமும் தைரியமும் கிடைக்கும் அரளி இலை எந்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் எருக்கன் இலை கருவிலுள்ள சிசுவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் மருதம் இலை மகப்பேறு உண்டாகும் அதாவது குழந்தை பாகியும் கிடைக்கும் மருதம் இலைக்கு விஷ்ணு கிராந்தி இலை நுண்ணு கைவர பெரும் நுண்ணிவு நுண்ணறிவு மாதுளை இலை பேரும் புகழும் கிடைக்கும் தேவதாறு இலை எதையும் தாங்கும் மனோதைரியம் கிடைக்கும் மறிகொழந்து இலை இல்லரசுகம் கிடைக்கும் அரச இலை உயர் பதவிகள் அரசு வேலைகள் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் கிட்டும் ஜாதி மல்லி இலை சொந்த வீடு மனை பூமி பாக்கியம் கிட்டும் தாளம்பு இலை தாளம்பு இலை செல்வ செழிப்பு ஏற்படும் அகத் அகத்தி இலை கடன் தொலைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் தவணம் ஜகர்பூரச இலை நல்ல கணவன் மனைவி அமையும் இந்த இருபத்தி ஓரு இலைகளை அடுத்தது இருபத்தி ஓரு மலர்களை கொண்டு உங்களுக்கு எப்படி அர்ச்சனை பண்ணுவது அப்படின்றது இந்த இருபத்தி ஓரு இலைகளை வச்சு நீங்க அர்ச்சனை பண்றீங்க இல்லைங்களா பண்ணும் போது விநாயகருடைய மந்திரம் நீங்க சொல்லணுங்க விநாயகருடைய காயத்ரி மந்திரம் ஒரு நூத்தி தடவை நீங்க இந்த அர்ச்சனை பண்ணும் இந்த இலைய எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க சொல்லி அந்த விநாயகருக்கு போடணும் அதாவது விநாயகர் செலவு இருந்தாலும் சரி அதே மாதிரி நீங்க மஞ்சள் விநாயகர் பிடிச்சு வச்சும் செய்யலாம் வீட்டுல விநாயகர் இல்லை அப்படின்னா இல்ல சின்ன ஒரு படம் இருக்கு அப்படின்னா அதுல வச்சு கூட நீங்க பக்கத்துல விநாயகர் மஞ்சள் கண்டிப்பா பிடிச்சு வைக்கணும் பிடிச்சு வச்சுட்டு இந்த இலைகள் எல்லாம் பக்கத்துல ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க இருபத்தி இலைகளும் கிடைக்கிறது கஷ்டம் சில இலைகள் பொருட்கள் இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இலைகளை அதிகமா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அர்ச்சனை பண்ணும்போது நீங்க இந்த விநாயகருடைய காயத்ரி மந்திரம் சொல்லணும் இப்ப நான் சொல்றேன் அதுவும் நோட் பண்ணிக்கோங்க விநாயகருடைய காயத்ரி மந்திரம் ஓம் தத் வக்கரதுண்டாயமகி தந்தி பிரச்சோதாத் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணுங்க விநாயகரோட காயத்ரி மந்திரம் சொல்லிக்கிட்டே நீங்க வந்து இந்த அர்ச்சனை பண்ணலாம் சமஸ்கிருதத்துல விநாயகருடைய பாடலும் இருக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க இதுல கூட நீங்க ஆன்லைன்ல கூட போட்டு பக்கத்துல வீங்க அது என்ன நிறைய பாடல்கள் இருக்குங்க நூத்தி போற்றி இருக்கு விநாயகருடைய அகவல் படிச்சிங்கன்னா நூத்தி போற்றி இருக்கு காயத்ரி மந்திரம் மெயினா நீங்க சொல்லலாம் அது பவர் அதிகமா கிடைக்கும் அடுத்த வீடியோல உங்களுக்கு ஒரு மூல மந்திரமும் நான் சொல்லித்தரேன் காயத்ரியோட மூல மந்திரம் அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல உண்டான மந்திரமும் இருக்கு அது கூட நீங்க சொல்லலாம் நீங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா மூஷிக்க வாகன மோத ஹஸ்த சாமர கர்ண விநம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே இந்த மாதிரி நிறைய இருக்குங்க இந்த மந்த்ராசெல்லாம் வந்து நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னாவே கண்டிப்பா இந்த மந்திராசெல்லாம் வரும் அதுல நீங்க ஒரு ஆன் பண்ணி கூட நீங்க வச்சுக்கோங்க ஆனா காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க விநாயகரோடய நூத்தி எட்டு போற்றியும் சொல்லலாம் அதே சமயம் அதோட பாடல்கள் ஏதாவது இருந்ததுன்னா கூட பக்கத்துல நீங்க போட்டு விடலாம் ரொம்ப நல்லதுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜிவேன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிய கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்